விஸ்மில்லா ரஹ்மான் தேஹி கண்ணிமிக்க பெரியோர்களே அருமை தாய்மார்களே இப்பொழுது பாடுகின்ற இந்த பாடல் பெண் புத்தி மாலை பெண்களுக்கு நல்ல ஒரு அறிவையும் நல்ல ஒரு புத்தியையும் போதனையையும் சொல்லக்கூடிய கருத்து நிறைந்த ஒரு பாடலை பாட கேட்டு இன்புறுமாறு உங்களை பாடலை துவங்குகின்றோம் முன்னொழி வாய்ந்த முகம்மது ரசூல் நபியை தன்னொழிவினாலே சமைத்தானே மின்னொழி போர் பெண் புத்தி மாலைதனை பேசிடவே எவ்வயிருக்கும் கண்ணுத்து நிற்பவனே காப்பு பெண்ி மாலையனை பேசிடவே எவூயிருக்கும் தன் புத்தி இல்ல தையரே பெண் புத்தி பெண் புத்தி சொன்னார் முகம்மது தொகையரே கண்டறிந்தீங் என்னாலும் வாழ்வீறி செய்து அஞ்சி தென்னேமார் முத்து முகமதை போட்டிக்கு மைலே எங்கள் ராமினார் பெத்தங் அஹ்மது தென்னி கொ கா முழித்து கா வாயொலு கொள்ளும் மயிலே இசை மேலொன்றியான் குயிலே வேண்டி தொழுது கோமயிலே உன் சலிக்க கலி மாவை கல்வியில் ஏற்றிக்கோ குயிலே உன் கரிக்க கலி மாவை கல்பினில் ஏற்றிக்கோ குயிலே முப்பது மும்பையும் தப்பாமேலே வீடு மயிலே நீ துப்பறவாகவே உப்பாய் நடக்கலாம் குயிலே சக்காத்தை செய்தி சல மயிலே சக்காத்தை செய்தி சலவாத்தை மயிலே நாளை சொர்க்கத்து வாழும் சுகமும் பெரும் வாயே குயிலே நாளை சொர்க்கத்து வாசல் சுகமும் பெரும் வாயே கட்டூரை செய்தானே வெள்ளி கிழமை விடிய மூழ்கி கோமயிலே தானம் மன்னம் அவர் கனம் பகந்து கொடுத்து கோ குயிலே மாலை மா மணிவீழ கஜி மயிலே மாலை மாதிரி மணி வீ கட்சி கொயிலே இசை மேலோன் வரிசைகள் வீட்டில் இருக்குவான் குயிலே இசை மேலோன் வரிசைகள் வீட்டில் இருக்குவான் குயிலே பட்டை உடுத்தி பரிமளம் பூசிக்கும் மயிலே இன்பங்கள் கட்டிய கொங்கைக்கு கட்டும் இருக்கு கோகுலே வார்தும் முடித்து மனங்களும் பூசிக்கும் மயிலே நீ சேர்ந்து சிந்தை மகிழ்ந்து கோகிலே புருஷனு கிட்டு நீ போற்ற பின்னும் நடி மயிலே புருஷனுக்கு பின் மயிலே மெத்த வரிசைகளான குயிலே மெத்த வரிசைகளான பறக்கத்துண்டாகுமே நாவை புரட்டி நகை போடு பேசாத நல்ல பூவை முடிந்து பிறர் மனை குயிலே கண்ணின்ிமையை கதிக்க விடாதடி மயிலே அது முன்னால் இருந்து முகத்தை பழிக்குமே குயிலே வாசல்படி நின்று வார்த்தை முடிக்காத மயிலே வாசற்படி நின்று வாழ்ந்து முடிக்காத மயிலேன் கெட்ட துவசிகள் என்று கூதல் சொன்னார் அடி குயிலே கெட்டோசிகள் என்று தூதர் சொன்னார் அடிக்குயிலே உருத்தாடை சீப்பை ஓ ரூவர்க்கும் ஈயாதே மயிலே உருத்தாடை சீப்பை ஓ ரூவர்க்கும் மயிலே அதில் கொடுத்த இரணம் குறைச்சல் உண்டாகுமே புயிலே பகரி நேரத்தில் வாசல் பேர் இருக்காது மயிலே அது பாவிகளான படியை குறைக்குமே குயிலே அது பகலில் அளந்த படியைக்குமே குயிலே துப்பரம் இல்லாமல் சேராது மயிலே அது முப்பது வேதம் மொழிந்தவர் சொன்னாரே குயிலே அது முப்பது வேதம் மொழிந்தவர் சொன்னாரே குயிலே பூமி புண்டடி வையாத மயிலே அதிரடி வையாத மயிலே நல்ல நேமித்த வாழ்வும் நிறைவும் குறையுமே குயிலே நல்ல நேமித்த வாழ்வும் நிறைவும் குறையுமே குயிலே துக்கம் பிடி தூடல் சோம்பி திரியாத மயிலே வம்பான பேச்சுக்கள் வாயில் எடுக்காது மயிலே வம்பான பேச்சுக்கள் வாயில் எடுக்காது மயிலே அது துன்பங்கள் வந்து தொடர்ந்து பிடிக்குமே குயிலே கணவனை கண்டால் கடுக எழுந்திரு கணவனை கண்டால் காடுக எழுந்திருமேன் நல்ல மலையாட்டி என்று நீ வாழ்த்திக் கொள்வார் அடி குயிலே நல்ல மலையாட்டி என்று நீ வாழ்த்திக் கொள்வார் அடி குயிலே காதிகளிட்டு இன்று நகையாது மயிலே அது தேவடியாள் என்று செத்தி கணவனை மயிலே புண்ணா பிடுங்க விடுவாரே குயிலே எளியோரை கண்டால் பேசாதே மயிலே எளியோரை கண்டால் பேசாதே மயிலே நல பழிகாரி என்று பட்டோலை குயிலே பெருணி பெணி நடந்த கல்மையிலே பெருவீரல் உத்துணி பெணி நடந்த கருமையிலே உன்னை ஒருவரும் பெருவீரல் உத்திணி பெணி நடந்த கமையிலே உன்னை ஒருவன் அசையுற்று வந்தால் அழிவானே குயிலே உன்னை அஞ்சு மோர் ஆறு மகத்தில் தெளிந்து கொமையிலே அஞ்சு மோர் ஆறு தெளிந்து கொமையிலே நல்ல இந்து முகம்மது ஈடத்துமாக்குவார் குயிலே சர்களு சொல்லை தவறாமல் கொண்டு வயிலே சர்கூரு சொல்லை தவறாமல் கொண்டு வயிலே நல்ல சொர்க்கம் உனக்கு சொன்னான் அடி குயிலே நல்ல சொர்க்கம் உனக்கு தூயன் சொன்னான் அடி குயிலே பூணாரம் எட்டு பிலிக்கு திரியாலை மயிலே நடத்தையிலே அது நான நடத்தை அல்லவோ குயிலே முக்காடு போட்டு முகத்தை முட்டாடு போட்டு முகமேற பாராதே மயிலே கண்ணிரு செக்காடுவாரென்று செட்டி சொன்னார்யிலே கண்ணில் செக்காடுவாருந்து செப்பினது பொய்யோ குயிலே நல்லார நாவில் நாகை துப்பகையாது மயிலே நாவில் நகைத்துப்பகையாது மயிலே அது பொல்லாங்கு வந்து பிழையாய் முடியுமே குயிலே அன்மையை தந்தையை அன்பாய்வான இங்கோ மயிலே இனி பிள்ளை உனக்கு பெருமைகள் உனக்கு பெருமைகள் அஞ்சிலே ஒன்றை அறிவால் தெரிந்து கொமையிலே அஞ்சிலே ஒன்றை அறிவா தெரிந்து கொமையிலே நீ நெஞ்சிலே ஒன்றை நெஞ்சில் ஒன்றை நினைக்கும் சொல் தட்டிப்பிரமான போகாதே புருஷன் சொல் தட்டிப்பிரர்மான போகாத மயிலே நாளை வருஷன் அபிகள் மன்றாட்டம் ஆட்டாரே குயிலே நாளை வருஷன் அபிகள் மன்றாடமாட்டாரே குயிலே புழுக்கைகள் என்ற விழிவாக பேசாதே மயிலே புழுக்கைகள் என்ற இழிவாக பேசாத மயிலே நல்ல ஒழுக்கம் இல்லாதவர் புழுக்கைகள் ஆவாரே குயிலே பொய்யும் தீரிடும் பூரமும் விடுவாய மயிலே யா மரம் மெட்டி காய்த்தென்ன பூத்தன்ன குயிலே அந்த காயா மெட்டி மெட்டி காய்த்தன்ன குயிலே எத்திம்களோடு ஈராடி கொள்ளாது மயிலே கேதீங்கள ஓடியதிரடி கொல்ல எம் மயிலே நாளை பத்தி நீ ஆச்சியார் பாவி என்பாரடி குயிலே நாளை பத்தி நீ ஆச்சியார் பாவி என்பாரடி குயிலே கள்ளபுருசனைக் கொல்ல நீயாலே மயிலே கள்ளபுருசன் தலைவன் மொழியை ஏ தட்டி நடந்த கல்மையிலே தலைவன் மொழி நீ தட்டி நடந்த கமையிலே நாளை கொலையாளி என் துன்னை குழியும் நெருக்கு மேகுலே நாளை என் துன்னை குழியும் நெருக்கு ஆழனு குந்தன் அழகெல்லாம் காட்டி கொயிலே ஆழனு குந்தன் அழகெல்லாம் காட்டி கொயிலே நாளை வாழும் வாழ்வுக்கு வல்லோ நூரை தானே புயிலே துணைவி அருமையை துறைகி அறிவானோ மயிலே துணைவி அருமையை துரோகி அறிவானோ மயிலே நாளை கணுவன் அருமையை கள்ளி அறிவாழோயிலே நாளை கணவன் அருமையை கள்ளி அறிவாழோ புயிலே ஏழை குடு கடித்த படி வாழல ஏழை குடி கெடுத்த படி வாழலாமே பின் நாளைக்கு இருப்பது நாமியோமடி குயிலே சத்தியம் என்று தலையில் அடிக்கார மயிலே சத்தியம் தலையில் அடிக்கார மயிலே அது குத்தமதான கொலை வந்து சேருமே அது குற்றமதான கோலை வந்து சேருமே குயிலே குப்பிட்ட உள்ளத்தில் எண்ணிக்கும் பெர்களை உள்ளத்தில் எண்ணிக்கும் மயிலே நீரை துப்பட்டி இட்டினி சூதாக பாராதே குயிலே நீரை துப்பட்டி இட்டினி சூதாக பாராதே குயிலே தாயாரை போலே சரியா நடந்த கமையிலே தாயாரை போலே சாரியாய் நடந்த கமையிலே நல்ல நாயகம் என்று இந்த நானிலன் சொல்லுமே குயிலே தோழும் தலையும் திறந்து திரியாத மயிலே தோழும் தலையும் பாம்பும் தீகே நாளை தேழுவுடன் பாம்பும் தீகைக்கீடும் கிரேகங்கள் அசைய கூலிங்கி நடக்காது மயிலே நட பங்கரஹில் குயிலே நாளை பங்கனில் குயிலே பாசைகள் சொல்லி பகட்டி தீரியாத மயிலே பாசைகள் சொல்லி பகட்டி தீரியாத மயிலே நாளை வேசை என்று சொல்லி விட்டு தொழிலடி குயில் அலை வேசை என்று சொல்லி மிரட்டும் தொழிலுலே மாயம் மருந்து மனதார மாயம் மருந்து மனதார செய்யாத மயிலே நாளை நாய்பு கதறி நரகில் தவி பாயகுலே நாளை நாய்போல் கால அறியினார் அகில் தவி குயிலே என்றைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு இரை அடி மயிலேன் என்றைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு கண்ணாடி போட்டல்ல பார்க்கணும் குயிலே வெள்ளையுத்தி கை வீசி நடக்காத மயிலே வெள்ளை உடுத்தி கை வீசி நடக்காத மயிலே பொல்லா கள்ளி என்று உன்னை கலக்கப்படுத்துவிலே மாட்டமாக மோசம் செய்யாது மயிலே மாராட்டமாக அதி மோசம் செய்யாத மயிலே மெத்த போராட்டமான பிழை வந்து நேரிடும் புயிலே கள்ளத்தரமும் ஹராம்சீனாயதுக்கு மயிலே கள்ளத்தனமும் ஹராம்சீ நாயதுக்கு மயிலே நான் உள்ளதை சொன்னால் உடம்பெல்லாம் நோகுதே குயிலே நான் உள்ளதை சொன்னால் உடம்புதே குயிலே மணம் இருக்க மறு வேண்டும் மயிலே மணம் இருக்க மறுமண வேண்டும் மயிலே சொந்த கணவன் இருக்க ஹராம் செய்ய வேண்டும் குயிலே போரிட்டு ஊரார் பூரங்களை பேசாத மயிலே போரிட்டு ஊறார் பூரங்களை பேசாத மயிலே அதை நீர்விட்டு இவ்விடம் நீயும் மலைவாய குயிலே அதை நீர்விட்டு இவ்விடம் நீயும் மலைவாய குயிலே ஜாலங்கள் பேசி ஜி தூரமாய் தெரியாத மயிலே ஜாலங்கள் பேசி தூரமாய் தெரியாத மயிலே நாளை கோர நகரங்கள் செய்வாரே குயிலே கொண்டோன் இருக்க கூலை தானே கட்டி மயிலே கொண்டோன் இருக்க கூலை மயிலே அது விண்டோட ரத்தம் விழிகொண்டடிப்பாரே குயிலே பொண்ணுக்கு சென்று பூரட்டுகள் செய்யாரே மயிலே பொண்ணுக்கு செய்தந்து பூரட்டுகள் செய்யாத மயிலே அது பின் பெரும் செய்வாய குயிலே பின் பிழை ரெம்பவ குயிலே கற்றோ சொல்லை கர்த்தந்தறிந்து கொளே ஆருள் பெற்றோர்கள் என்று பிரபலமாகுமே குயிலே நேர்ந்த கடன் செய்ய நீ போகலாகாத மயிலே நேர்ந்த கடன் செய்ய நீ போகலாகாத மயிலே போனால் வேந்த லால் உணரத்து மே வீர குவான் போனால் வேந்த லால் உணத்து மே வீர ராமணர் கோலங்கள் ஏதைக்கு மயிலே கொட்டும்பி ராமணர் கோலங்கள் ஏதுக்கு மயிலே நாளை ஒட்டியிட வேண்டுமோ பொன்னின் கூடத்திற்கு குயிலே பெரியோர்கள் சொல்லை நீ பேணி நடம் அடிமயிலே பெரியோர்கள் சொல்லை நீ பேணி நடம் அடிமயிலே அப்பால் அரிய அழகும் பெருவாய குயிலே அப்பால் அரிய சுவர்க்கும் அழகும் பெரும் குயிலே தாய் சொல்லும் வார்த்தை தவரி நடந்தாக்கமயிலே தாய் சொல்லும் வார்த்தை தவறி நடந்தாக்கமயிலே நாய் போலி அருகில் கிடப்பாயகுலே கோழுகள் சொல்லிக்கூடியை கெடுக்காத மயிலே கோழுகள் சொல்லி கூடிய கெடுக்காதே மயிலே நாளை பாடும் அரகும் பீடும் குமே குயிலே நாளை பாடும் நிறகு பாம்பு பீடும் குமே குயிலே தாள பேசித்தார் கவிழாதே மயிலே தாழை பேசித்தாரேயில் கவிரா மயிலே நெடும் கோடிக் காம்பு கூலத்துக்கு நாளை கோடாலி காம்பு கூலத்துக்கு கேடல் வகுலே வெறுத்து கணவனை வேராக எண்ணி நர்மயிலே வெறுத்து கணவனை வேறாக எண்ணி நர்மயிலே பூவில் பருத்தி பாடும் பாடு பட்டழி வாயடி குயிலே பூவில் பருத்தி பாடு பட்டழி வாயடி குயிலே விசுமி கால் இட்டீனி மேலாயிருந்து கொமயிலே விசுமி கால் இட்டீனி மேலாயிருந்து கொமயிலே பொல்லா துசுமன் எல்லா வெகு தூரம் இருக்குமே குயிலே பொல்லா துசுமன் எல்லா தூராக நிற்குமே குயிலே மாயங்களான மயக்கத்தை தள்ளடிமயிலே மாயங்களான மயக்கத்தை தள்ளடிமயிலே நல்ல நாயகம் என்ற நடத்தையை கொள்ளடி குயிலே நல்ல நாயகம் என்ற நடத்தையை கொள்ளடி குயிலே விண்ணு கழக விசினி லாவொழி மயிலே மயிலே நல்ல பெண்ணு கழகுதான் பேசாதிருப்பது குயிலே நல்ல பெண்ணு கழகுதான் பேசாதிருப்பாது வெள்ளியும் திங்களூ வீணில்லாழு கால மயிலே வெள்ளியும் திங்களூ வீணில் ஆளு கால மயிலே நாளை கொள்ளினரோடி நாளை கொள்ளினர்போதி கங் அடிப்பாறை குயிலே அயலார் மேல் ஆசை நீ வையாதே மயிலே அயலார்பு மேல் ஆசை நீ வையாதே மயிலே பொல்லாமையான பேச்சுக்கள் வாயில் எடுக்காதே குயிலே பே வாயும்ாய்குற்றம் விட்டால் வார் இசை யூனக்கடி மயிலே வாய்குற்றம் விட்டால் வார இசை யூனக்கடி மயிலே முத்து முக்கு தீ இட்டால் முகத்து கள கடிகுயிலே சொல்லி ஊலேகத்தில் வாழடி மயிலே உண்மையை சொல்லி உலகத்தில் வாழடி மயிலே கெட்ட தின்மைகள் எல்லாம் திந்தோடி போகுமே குயிலே சுண்ணத்து அன்பு தொழுகை மர மயிலே சுண்ணத்து நன்பு தோழகை மறக்காதே மயில் நல்ல ஜன்னும்ிறந்து கொடுக்குமே குயிலே பொல்லாத பேச்சுக்கும் போகவும் ஆகாத மயிலே பொல்லாத பேச்சுக்கும் போகவும் நீ இல்லாத பேச்சை எடுக்கவும் ஆகாத குயிலே பெரியோரை கண்டீடில் பேணி நடந்து கொமயிலே பெரியரை கண்டீடில் பெணி நடந்து கொமயிலே நல்ல அறிவாளர் வந்தீடில் அஞ்சி பணிந்து கொகுலே பின்புத்தி யாலனி வெட்கத்தை விட்டா கைலே பின்புத்தி யாலனி வெட்கத்தை விட்டா கைலே அது பெண் புத்தி பெண் புத்தி கொஞ்சமாய் பேசி கொண்டார் அது பெண் புத்தி கொஞ்சமாய் பேசிக்கொண்டார் கணவன் மொழிக்கு நீ கசலாத சொல்லாத மைனே கணவன் மொழிக்கு நீ கசலாத சொல்லாத மைனே நாளப்பிணமாய் நரகி குழுவாய் புரழுவாய் குயிலே நாளை பிணவாய் நரகில் குழுவாய் புரழு வெளியில் மயிலே வெளியில் முழுக வீரைந்தடி வையாதே மயிலே நாளை குடவிகள் பாம்பும் குழியிற்பீடும் குமே குயிலே நாளை குழியினி பாம்பும் குழவிப்பீடும் கவரவண்ணிடனில் கையை கோடு காதமயிலே கவரத்தேனில் கையை கோடு காதே மயிலே நாளை துவரை அடி தாப்பல் தூக்கி அடிப்பாரு குயிலே நாளை துவரை தாப்பல் தூக்கி அடிப்பாரு குயிலே அருமை தாய்மார்களே இந்த இடத்தில் பாடுகின்ற இந்த பாடனுடைய கருத்து கவரவன் இடத்தினில் கையை கொடுக்காதே மயிலே கவரவன் என்று சொன்னால் வளையல்காரன் வளையல்காரன் இடத்திலே நம்முடைய கைகளை கொடுத்து வளையல் போடுகின்றோம் அப்படி போடக்கூடிய பெண்களுக்கு என்ன வேதனை என்று சொல்லுகின்றார்களே ஆனால் துவரை அடித்தா போல் தூக்கி அடிப்பாரே குயிலே நாளை நரகத்தில் துவர மாற எப்படி அடிக்கிறார்களோ அதுபோல் நரகத்தில் அடிப்பார்களாம் இப்படி ஒரு வேதனை இருக்கிறது ஆகையனால பெண்கள் வளையல் அடிவது ஜாக்கிரதை அதாவது பெண்கள் வளையல் காரணத்தில் கை கொடுத்து வளையல் போடுவது குற்றம் என்பதாக இந்த இடத்தில சொல்லப்படுகின்றது மஞ்சள் கூழித்து வார் முன் மயிலே மஞ்சள் கூழித்துவார் இல்லாத மயிலே நீ கொஞ்ச கணவனை கூடி குழாவி மயிலே கள்ள ஹராமிர்காடும் சூது மாதேதே மயிலே அந்த பிள்ளையை தள்ளி பெறும் பாவம் கொள்ளாதே மயிலே கருவை உருவம் ஊவம் கோலைத்தா கல்மயிலே கருவை அறித்தே ஊவம் உந்தன் கருமன் அருகில் சுடுவார் கெடு வாயகுலே உந்தன் கருமன் அருகில் சுடுவார் கெடு வாயகுலேன் துணந்து சீனாவில் தொடர்ந்து சுலானே எம்மயிலே நாளை ஒன்பது வாசல் உதிரங்கள் ஓடுமே குயிலே ரத்த முசிலு நெருப்பாக வாரிய மயிலே மயிலே அப்போ கர்த்தன் மாலைக்கு கதரங்காடி குயிலே அப்போ கர்த்தன் மாலைக்குகள் கதரங்காடி பாறை குயிலே வாரி கொழுத்து மதிக்கட்டு மந்திரில் மயிலே வாரி கொடுத்து மதி கட்டு மயிலே நாளை ஓரி போல் வாய் விட்டு உளரி கீழ பாயகுயிலே நாளை ஓரி போல் வாய் விட்டு உளரி கீழ பாயகுயிலே ஆகாத சொல்லை அறி மயிலே சொல்லை அறி வயிலே நீதான் போகாத இடத்துக்கு போகவும் ஆகாதே குயிலே நீதான் போகவும் ஆகாத இடத்துக்கு போகவும் மயிலே அன்பாக பேசி அதை கெடுக்காதே மயிலே அன்பாக பேசி அதை கெடுக்காத மயிலே நாள துன்பில் நாய்போல் தெரிவாய குயிலே துன்ப நரில் நாயகில் போலே வட்டிகள் வெட்டிையை விழு வெட்டிையை விழுமை தாய்மார்களே இந்த இடத்தில் வட்டியை பற்றி ரொம்ப கண்டிப்பாக சொல்லுகின்றார் இறைவனும் அதைத்தான் சொல்லுகின்றான் எப்பிழையும் இஸ்திகுபாரில் நான் பொறுப்பேன் என்றான் வட்டி ஏந்தி கையால் வாங்கும் பிழை நான் பொறுப்பேன் என்றார் எப்பேருக்கு ஒரு பாவங்களும் குற்றங்களும் அல்லாவதால் ஆண்டவன் இஸ்திகுபார் பாவ மன்னிப்பைத் தேடி நான் நான் ஆனால் வட்டி வாங்கியவருடைய பாவத்தை நான் பொறுக்க மாட்டேன் என்று நாள சொல்வதிகள் வாங்கி எதையை பொல்லாவும் வீழை செய்யாதே மயிலே யாருக்கும் பொல்லாங்காரும் வீழை செய்யாத மயிலே இந்த பாருக்குள் உன்னை போற்றி பாக்கியில்லை அடி குயிலே ஆசுரான் பிடி அடி மயிலே ஆசுரான் மாதம் ஒ பத்தாவது நாள் இருக்கிறது தினம் ஆசுரனுடைய தினம் என்று சொன்னால் ரொம்ப மேன்மையான ஒரு சங்கையான ஒரு நாள் அன்றைக்கு நோன்பு வைத்தார் அதனால் பெரிய பிரயோஜனம் இருக்கிறது நன்மை இருக்கிறது என்று இந்த இடத்தை சுட்டிக்காட்டுகின்றார் பொய்யை நிகராக சொல்லாதே மயிலே நெஞ்சேரியை பொய்ய நிகராக சொல்லாதே மயிலே சூழ்ந்த பஞ்சு போல்பார் அந்து வீடும் குயிலே சூழ்ந்த பஞ்சு போல் இந்து வீடும் குயிலே நோம்பை தொடர்ந்து பிடி அடிமயிலே சோபத்து நோம்பை பார்த்த மயிலே பெண் புத்தியாலே பிறர்முகம் பார்த்தாய மயிலே நீ தன் புத்தியால் அல்லோ தாழ்வு பட்டாயே அறிவாள சொல்லை மயிலே அறிவாளர் சொல்லை யாசேடாக எண்ணாதே மயிலே நல்ல குறியாக கேடு பூணமாய் நடந்து கோகுலே நல்ல குறியாக கேட்டு பூணமாய் நடந்து கோகுலே அஞ்செழுத்துள்ளே அரிவேதி சொல்லடி மயிலே அது வே பேசும்பான் அடி குயிலே மெய்கூறு பாதம்பிளம்பி பிடி அடி மயிலே மெய்கூரு பாதம்பிளம்பி பிடி அடி மயிலே மற்ற பொய்கூறுவை நேரில் பிழைதான் வரும் அடி குயிலே பொய்கூறுவை சேந்தல் பெருக்கால் மூன்று நாள் வீடு வாடிக்கும் மயிலே பெருத்தாக்கால் மூன்று நாள் வீடு வாடிக்கும் மயிலே அதை பொறுத்துங்கார சாண்ட புகழ் நபி சொன்னாரே குயிலே அதை பொறுத்துங்கார சாண்ட நபி சொன்னாரே குயிலே ஊரை பார்த்தீ உள்ள மயிலே ஊராரை பார்த்தி நீ உள்ளாது மயிலே அது வேறவே கேடும் அவனியாயோ குயிலே அது வேறவே கேடும் வாசனம் அரியாயோ குயிலே உத்தாரை சேர்ந்தி நீ உறவு கொண்டாடிக்கும் மயிலே உறவு கொண்ட அடிக்கும் மயிலே மனம் எத்தாலே வாழலாம் ஒத்தாலே குயிலே உன்னாசை கண்டே கரைந்தாரே மயிலே உன்னாசை கொண்டே ஊரிகி கரைந்தாரே மயிலே அடி என்ன செய்யும் கெடுத்தது குயிலே கொண்டவனுக்கு நீரண்டகம் பெண்ணி நாள் மயிலே கொண்டவனுக்கு நீ இரண்டகம் பெண்ணினால் மயிலே அது கண்டவனுக்கெல்லாம் பெண்தாயிரு பாயே குயிலே நீ கண்டவனுக்கெல்லாம் பெணாயிரு பாயே குயிலே பொறுமையார் உமையும் குத்தியும் தேடிக்கு பொறுமை அருமையும் புத்தியும் தேடிக்கு மயிலே கொடிய வறுமை சிறுமை கவலையும் தள்ளடி புயிலே கூறும் பெரியோரை கூடிக்கொண்டாடிக்கு மயிலே கூறும் பெரியோரை கூடிக்கொண்டாடிக்கு மயிலே பூவால் ஆறு மணம் பெத்த நியாயம் மாறி ஆயோ குயிலே பூவால் ஆறு மணம் பெத்த நியாயம் மாறி குயிலே வர் சிந்த அறியணி பேசாத மயிலே இந்தவர் சிந்தையறியணி பேசாத மயிலே நாளை தூண்டில் அகப்பட்ட மீன் போலலை வாயே குயிலே நாளை தூண்டில்லகப்பட்ட மீன் போலலை வாயே குயிலே கலைப்பானே பேச்சை காரத்தாக எண்ணாது மயிலே கலைப்பானை பேச்சை காரத்தாக எண்ணாது மயிலே வேடன் வலையில் அகப்பட்ட மான்போல் வேலி பாயே உயிலே திரியினால் வாழுவார் மேதி நீயில் மயிலே வாழுவார் மேதி நிலுள்ளொர் மயிலே நம் மதியினால் வாழும் வல்லமே இல்லையே குயிலே நம் மதியினால் வாழும் வல்லமை இல்லையே குயிலே இமானை நெஞ்சில் இதயம் வண்ணி கொனை நெஞ்சில் இறுதயம் வண்ணி கொமயிலே வேதத்தை சிந்தையில் மறவாதே மயிலே வீணன்னும் வேதத்தை சிந்தையில் மறவாதே மயிலே நல்ல வாணக பெண்ணுடன் வாழ்ந்து இரு பாயே குயிலே நல்ல வாணக பெண்ணுடன் வாழ்ந்து இரு பாயே குயிலே முகதை கண்டு கொண்டாடி கோமயிலே கத்தன் முகமதை கண்டு கொண்டாடி கோமயிலே நல்ல சொர்க்கொழ ஊரில் தோழமை கொள்வாயே குயிலே நல்ல சொர்க்கொழின் தோழமை ஆகுமே குயிலே ஆசைக்கு தேடிந்து தெரிந்து கொமயிலே ஆசைக்கு தேடி தெரிந்து கர்த்தன்ன பி யைக்கான் வீலு மரவாதே மயிலே கர்த்தன் பி யைக்கானு மறவாதே மயிலே நாளை முத்து முகம்மது மோட்சத்தில் ஆக்குவார் குயிலே நாளை முத்தும்கம்மது மோட்சத்தில் குயிலே அகத்து கவலையை அப்பூர் மயிலே அகத்து கவலையை அப்பூர் மயிலே உந்தன் முகத்தினுள் உள்ள முசிவத்தின் நீங்குமே குயிலே உந்தன் முகத்தில் உள்ள I am just beginning to finish When the me Kalichah fått Those who�'ah chant his sermon for the first march not the pitch of the evening The famous board Chalich Ian 그렇게 revision was taught byaya because it's the death of Canaan When the watermelon telling it simply any conferences All set of victory யிலேதை காட்டாதே மயிலே அது பாதகம் என்று பலகம்பர் சொன்னாரே குயிலே அது பாதகம் என்று பயகம்பர் சொன்னாரே குயிலே தீட்டாதே வாயின் தின்னாதே நாற்பாக்கினே மயிலே தீத்தாதே வாயினார் தின்னாதே பாய்கினை மயிலே தின்னாரு தின்னார் மீந்தாள் உந்தன் முகத்தை விட்டோடு மேயிலே மாமிதனக்கு மரியாதை செய்யமயிலே மாமிதனக்கு மரியாதை செய்ய மயிலே மோக வாசிக்கன வேனை பெற்றாளே குயிலே உங்கள் மாமோக வரிசிக்கணவனை பெற்றாளே குயிலே அஞ்சிவழி நெஞ்சார போகாது மயிலே போகாத மயிலே சஞ்சல பேசி முகத்தை முறியாதே மயிலே முறிவீனை பேசி முகத்தை முறியாதே மயிலே நல இருதலை கொல்லி எறும்பு குயிலே அநியாயம் கண்டு நாரிம்பீழை செய்யாதே மயிலே அநியாயம் கண்டு ஆறும் வீழை செய்யாத மயிலே நாளை அருமை கூலைந்து ஆவேசம் கொள்வாயே குயிலே நல்ல அருமை கூலைந்து ஆவேசம் கொள்வாயே குயிலே பிள்ளையை திட்டி பெறும் பாவம் கொள்ளாத மயிலே பிள்ளையை திட்டி பெறும் பாவம் கொள்ளாத மயிலே பின்னால் உள்ளும் முக்காட்டு பெண்ணுக்கு மூக்கினி கோபம்மன் மயிலே முக்காட்டு பெண்ணுக்கு மூக்கினி கோபம் என் மயிலே அது மறக்காட்டும் உந்தன் கணவன் காகாதே குயிலே இசிராகம் கேட்டு நீ இன்பம் கொள்ளாதேடி மயிலே இசிராக கேட்டு நீ இன்பம் கொள்ளாதேடி மயிலே நாளை கசையான செப்பூசி காத்தில்லி பாறை குயிலே நல்ல கசையான செப்பூசி காதில்ல